அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் உருவமாய் சிறையில்லா தேவதைகளாய் உலகையே உலாவிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு செவிலியர்களுக்காகவும் இதோ உங்களில் ஒருத்தியின் குரல் உயிரின் மதிப்பு என்னவென்று அறிய வேண்டுமா உன் தாயிடம் கேட்டு கற்றுக்கொள் ஒரு அறியாமல் ஏதேனும் தவறு செய்தால் மறுநொடி தன் கருவிற்கு பாதிப்பு வருமோ தன்னுயிரையும் மறந்து உன்னுயிரை மண்மிதிக்க செய்த கடவுளின் மறுபிறவியவள் தன்னலமற்றவள் தாயென்று கூறுவார்கள் ஏனென்று தெரியுமா தன் குழந்தைக்காக வாழ்நாளை முழுவதுமாய் அர்ப்பணிப்பாள் ஒரே ஒரு உயிருக்காக போராடத் துடிக்கும் தாயுள்ளத்தை போல்தான் ஒவ்வொரு நாட்டிலும் மருத்துவம் இல்லையென்றால் மக்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று இறப்பின் இறுதி நொடிக்கே சென்றாலும் உன்னை மறுபிறவே அடைய துடிக்கும் தாயுள்ளந்தான் செவிலியர்கள் இறகில்லா தேவதைகளாக இறைவனின் உருவமாய் இன்னும் யமனுடன் போராடி எட்டாத சவாலையும் எட்டிக்கொண்டுதான் இருக்கிறது செவிலியர் குழு கொரோனாவிற்காக மூன்று நொடி முகக்கவசம் அணிந்தால் மூச்சு முட்டுகிறது இந்த உலகிற்கு ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் தன் வாழ்நாளில் உழைக்கும் போதெல்லாம் உள் செல்லும் காற்றுக்கும் தடுப்பு வேலியிட்டவள் செவிலியர் அவளை காப்பதற்காக அல்ல தன் மூச்சு காற்று கூட மக்களை பாதித்து விடக்கூடாதே என்பதற்காக மௌனமாய் மனம் நொறுங்கி அழுதாலும் அவள் கண்ணீர் துளி கூட வழிந்து செல்ல வழியே இல்லை அவளது முகத்தின் முகமூடிக்குள் உதடுகளின் ஓரத்தில் சிரிப்பையும் உறக்கத்தின் ஏக்கத்தையும் கண்களுக்குள் சோக கண்ணீரையும் மனதுக்குள் மாறாத மரண வடுவையும் பதித்து வைத்தும் உச்சி முதல் பாதம் வரை பாதுகாப்பு உடை நாட்டு மக்களை பாதுகாக்க பயணித்துத்தான் கொண்டிருக்கிறது இன்னமும் இக்கூட்டம் நோயிடமிருந்து காக்க நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக நோயாளியிடமிருந்து உன்னை நீ காத்துக்கொள் உன்னை காப்பாற்ற வீட்டை விட்டு விலகியிருக்கும் எங்களை காப்பாற்ற இதுவே நல்ல தருணம் என் உறவே என் உலகமே மாட்டிற்கு மனமுறுகியனே தாய்நாட்டிற்காக சேவை செய்யும் மக்களை மனதில் கொள்ளவில்லையா அவர்களும் உன் தானே, அவர்களுக்கும் குடும்பம் உண்டு உறவு உண்டு வாழத் துடிக்கும் ஆசைகளும் உண்டு கைகளை கழுவினால் கிருமிகளை அழிக்க முடியும் எங்கள் நம்பிக்கையை கழுவி வீட்டை விட்டு வெளியே வந்தால் எங்கள் மருத்துவ குடும்பமே கருவோடு அழிந்துவிடும் உனக்காக உழைத்த மருத்துவரை கூட இறந்த பின் கிரும்பி நிறைந்த பிணமாகத்தான் நீ எண்ணினாய் ஆனால் அந்த கிருமி உன்னை தொற்றுவிடுமோ என்று தன்னையும் தன் குடும்பத்தையும் பொருட்படுத்தாது உயிரை கொடுத்த மாமனிதன் மறந்துவிடாதே மனித கொண்ட மனிதனே ஆராத்தி எடுத்து அழிந்த பின்பும் அவர்களது உணர்வுகளையும் அடக்கம் செய்யாதீர்கள் கருவில் தொடங்கி கல்லறை போகும் வரை உனக்காக உழைக்கும் கூட்டத்தை மதிக்கவில்லை எனினும் கவலை இல்லை உணர்வுகளை மட்டும் மிதித்துவிடாதீர்கள் கிருமிகள் எங்களை சிதைத்து கொள்ளட்டும் ஆனால் உங்களது செயல்கள் எங்கள் உணர்வுகளை கொள்ளக்கூடாது மனமுடைவது மரணத்தை விட வழியே தருகிறது அதற்கு மரணமே மேல் மதம் இனம் சாராமல் விழிக்கும் உங்கள் வீட்டு தேவதைகளை சாம்பலாக சிதைக்க நீங்களே காரணமாகி விடாதீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நொடியும் வாழ ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் கூட்டங்களை எண்ணி பாருங்கள் தனிமையும் இனிமையாகும் ஒவ்வொரு நொடியும் அழகாயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செவிலியர்களுக்கான ஆண்டாய் அமையட்டும் உலகம் போற்றற்றும் உங்கள் உடன்பிறப்புகளை நன்றி